மாது மையப் பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வில் செய்திக்கு உங்களை வரவிருக்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவடை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக போகிற எல்லா இடங்களிலும் இந்த வார்த்தை உங்களை உருவாக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை ரொம்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த இந்த பிரசங்கத்தினுடைய ஷார்ட்ஸ் ரிலீஸ் ஆகணும் ரீல்ஸ் வெளியே வரணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தது உண்டு அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக அது நடைபெறாமல் இருக்குது அப்பவும் இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் நம்முடைய நம்முடைய பிள்ளைகள் அவைகளை செய்ய கத்திர உதவி செய்தார் இன்றைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரீலை ரிலீஸ் பண்ண கற்று உதவி செய்தார் என் அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்க கத்துடைய பிரின்சிபிள் அல்லது தேவன் மனதனை உண்டாக்கினவ இப்ப பாருங்களேன் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைங்க வீட்டில் நாலு பிள்ளைங்க இருக்காங்க நாலு பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்களா இன்டெலக்சுவல குடும்ப தினத்தில் நாலு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அறிவில் ஒரே மாதிரி இருப்பாங்களா ஆனா அந்த அம்மா அப்பாவுடைய வேலை நாலு பேரையும் வளர்க்கணும் வெரி குட் இல்லாட்டியும் உண்டி இருப்ப என்றால் அவருக்குரிய வேலை இருக்கும் எல்லா மக்களையும் ஒன்றாகவும் சரியாகவும் நடத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது அதனாலதான் அவருடைய பிரின்சிபிள் அவருடைய சத்தியத்தை அவர் ரொம்ப கஷ்டமாக சொல்லாமல் எல்லாவற்றும் சுலபமாக மாற்றுவதில் நம்முடைய ஆண்டவர் கைத்தேர்ந்தவர் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் அவரை கொண்டாடுங்க பார்க்கலாம் அதனாலதான் கட்டினி சபையில ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் வரலாம் டாக்டர்ஸ் வரலாம் படித்தவங்க வரலாம் படிக்காதவங்க வரலாம் மேதைகள் வரலாம் பேதைகள் வரலாம் வருது நினைக்கிறேன் ஞானிகள் வரலாம் வைத்தியக்காரன் கூட வரலாம் கருப்பன் வரலாம் வெள்ளையம் வரலாம் பிரௌனி வரலாம் ஏசியன் வரலாம் காக்கேசியன் வரலாம் ஆப்ரிக்கன் வரலாம் அமெரிக்கன் வரலாம் யாராலும் எல்லாருக்கும் புரிய வைத்திருக்கிறார் நாம விளங்கிக் கொள்ளணும் கஷ்டமே கிடையாதுங்க மைய பொருளாகிய மகிமையின் குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் வாசிங்க பார்க்கலாம் அவர் தம்முடைய மகிமைக்கென்று உருவாக்கினாரா பாத்திரமாக பார்க்கிறார் அந்த பாத்திரத்துக்கு மூணு முதலாவது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு தனித்திறமையும் ஒரு கெபாசிட்டி இருக்கு அதனாலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்னவாக பார்க்கிறாரு ஒரு பாத்திரமாக பார்க்கிறார் அல்லது பாத்திரங்கள் வடிவமைக்கப்பட்டது நான் உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிள் சொன்னி இது வடிவமைக்கப்பட்டது எதுக்காக பெற்றுக்கொள்வதற்காக உபயோகம் பெற்றுக்கொள் பெலாம் hot water cold water apram adhellam i adla vandruma output ruma apram onna na poirom bone bit garlics solli nerpinga vera hot water cold water apram juice po adum cold ly vandruma adunale amidi irkingla apram vera ha sanda மண்ணு கூட போடலாம் சொல் போய் யாருமே கோல்டு போட மாட்டேங்க தேவைப்பட்ட அதுவும் போட்டு வச்சுக்கலாம் இது அப்படின் பண்ணப்பட்டது பெற்றுக்கொள்ளும்படியாக ஆனால் குடிக்க மாட்டாங்க அதே போலதான் நீங்களும் பண்ணப்பட்டிருக்கி ஆர் குறக்கம் ரெண்டது பாவ மன்னிப்பு மன்னிப்பு மூன்றாவது வேர்ட் ஆஃப் காட் நான்காவது கிரைஸ்ட் கிரைஸ்ட் அப்புறம் ஐந்தாவது மூன்றாவது huh? கேரக்டர் <laughs> நீங்க பெற்றுக் என்ன பண்ணக்கூடாது விட்டுவிடக்கூடாது மூன்றாவது பெற்றுக் கொள்ளுகிறது அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டதுல நீங்க என்ன பண்ணணும் குறையாம அவைகள் வளர்கிறவர்களாக பெருகிறவர்களாக இருக்க வேண்டும் யோசிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் இந்த வாரத்தினுடைய துணுக்குகளையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் சிறு வயதுல இருக்கும் பொழுது எங்க வீட்டுல அப்போ ஓட்டு விடு நாங்க வேற இடத்துல இருக்கும் பொழுது அப்போ மழை காலத்துல வந்து என்ன ஆகும் ஓடு ஓட்டையா இருக்கிற இடத்துல தான் என்ன ஆகும் தண்ணி தண்ணி கொட்டும் எத்தனை பேர் அப்படி பார்த்துருக்கீங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன் பார்த்திருக்க சான்ஸே நினைக்கிறேன் பார்த்துருக்கியம்மா இல்ல இல்ல பார்த்துருக்கியா வெரி குட் எங்க அம்மா உடனே என்ன பண்ணுவாங்க அங்கங்க பாத்திரத்தை எடுத்து போய் வச்சிருவாங்க பெருசா விழுகிற இடத்துல பெரிய அண்டாவை எடுத்து வச்சிருவாங்க சின்னதா சொட்டு சொட்டுன்னு உழுகுற இடத்துல ஒரு சின்ன குழம்பு பாத்திரத்தை வச்சுருவாங்க எனக்கு அப்பதான் இருந்துச்சு மற்றவர்களுடைய ஓட்டைய நீ நிரப்பணும்னா நீ ஓட்டை இல்லாமல் மற்றவர்களுடைய ஓட்டையுன்னா நீங்க ஓட்டை இல்லாம இருக்கணும் உங்க பாத்திரம் ஓட்டை இல்லாமல் இருக்கும் என்றால் மற்ற குறைகள் மற்றவர்களுடைய குற்றங்கள் மற்றவர்களுடைய இயலாமைகள் நீங்கள் தாங்க கூடியவர்களாக குறித்து ஆண்டு சொல்றாரு இவர்கள் என்ன பண்ணாங்க ஜீவனுள்ள என்ன விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை தனக்கென்று ஏற்படுத்திக் என்ன ஏற்படுத்திக் வெடிப்புள்ள தொட்டிகள் வெடிப்புள்ள தொட்டிகள் என்னது ஓட்டையில தானே அந்த அந்த தொட்டியில தண்ணி எவ்வளவு தூரம் போட்டாலும் நிரம்புமா நிரம்பா இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில அதுதான் இருக்கு இன்னைக்கு நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஒரு இடத்துக்கு நான் டூ த்ரீ வீக்ஸ்க்கு போகும்பொழுது நல்ல ஃபேமிலி நல்ல பெரிய வீடு அவங்களுடைய மாத வருமானம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேலே இருக்கும் அவங்க என்டைய ஃபேமிலியா அவங்க சம்பாதிக்கும் கஷ்டத்தை சொல்லி ஜபிக்க ஆச்சரியமாக நினைக்கணும் ஆனா நான் இடத்துக்கு நம்முடைய சென்டருக்கு வரும்பொழுது நான் ஆண்டோரை எனக்கு மாசம் எந்த லக்குனே தெரியல எவ்வளவு வரப்போகுது என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆனா என்ன நடத்தி கொண்டிருக்கிறது நீங்க தான் என்ன மட்டும் இல்லை எங்க ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அவர் தான் ஏனென்றால் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க பொத்திலான பைக்குள்ள போடுற மாதிரி போட்டுட்டே இருக்காங்க சம்பாதிக்கிறாங்க போடுறாங்க அது வழிஞ்சிட்டே போற்ற பணத்தை வைத்தியத்துக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் செலவழிப்பது இந்த பொத்திலான பையை போலதான் இருக்கு இன்னைக்கு மனுஷர்கள் அதுல மிகவும் விரக்தி அடைந்தவர்களாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் ஆனா சம்பாதித்ததை அவர்கள் அதனாலதான் இயேசு கிறிஸ்து இங்க பாருங்க அந்த காணிக்கை போடுகிற விஷயத்துல அவர் பார்த்துட்டே இருக்காரு பெரியவங்க எல்லாம் வந்து போடுறாங்க பெரிய பணக்காரங்களும் வந்து போடுறாங்க ஆனா ஒரு ஏழை பெண்மணி ரெண்டு காசு வந்து போடுறா அப்போ ஏசு கிறிஸ்தாரு இந்த பெண்மணி தனக்குண்டான எல்லாவற்றிலிருந்து அவர் போடுறா மற்றவங்க தனக்குள்ள இருந்தே எடுத்து போடுறாங்க இவ்வளவு தனக்கு எல்லாவற்றிலிருந்து அவளுக்கு தெரியும் என் பை ரெண்டு பைசா அஞ்சு பைசா சம்பாதிச்சாலும் நிறைவான பையாக இருக்கிறது அதுல நிறைவு இருக்கிறது அதுல ஓட்ட இல்லை என்னை நடத்துகிறது தேவன் என்னை நிரப்புகிறது அவர் அவர் நடத்துவார் ஒரு பாத்திரத்துக்கு மூன்று ஒன்னு கெபாசிட்டிங் பவர் இந்த மூன்றையும் நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் இந்த பெற்றிலங்களாக வடிவமைக்கப்படுகிறது என்ன பண்றான் அந்த களிமண்ண போட்டுட்டு என்ன <tos> பண்றாங்க ஒரு சட்டி செய்ய நினைச்சா என்ன பண்ணி மாதிரி இந்த நானும் நமக்காக பெற்ற கண்டடையும் பொழுது நாம் கிருவையின் பாத்திரங்களாக ஆண்டு நம்ப உருவாக்குகிறா ஒன் இந்த நம்முடைய ஒரு இன்ஜினியர் ஃபஸ்ட்டு முறை நான் அவரோடு கூட நான் பேசும் பொழுது இவர் ஸ்டாலின் நான் வந்து இப்போ ஒரு அவருக்கு நாற்பது வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறார் நான் வந்து இப்போ கஷ்டப்பட்ட இடத்துல இருந்தால் உருவாகி சிவில் இன்ஜினியர் படித்து இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் சம்பாதிக்கிறேன் இனி அடுத்த என் பிள்ளைங்க அவ்வளோதான் தேவ் லைக் தேட் அப்போ ஒரு நாள் நான் உட்காந்து ஆண்டவர் விளக்கி சொல்லுகிறேன் நம்ம இந்த உலகத்தில் முடிஞ்ச பிறகு ஒரு வாழ்க்கை ஒரு பிளான் இருக்குது அந்த பிளான் பற்றி உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிய ஆண்டர் கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு என்னை குறித்தும் இருக்கிற திட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது கிருவின் பாத்திரங்களாக நாம் மாறுகிறோம் இந்த பூமியில நீங்களும் நானும் அப்படி சும் என்னையும் கொண்டு நோக்கத்தை விளங்கிக் கொள்ற அந்த இது வரும்பொழுது மாற்றப்படுகிறோயா எத்தனை கிருபியின் பாத்திரங்கள் கத்துடைய வசனம் சொல்கிறது அவர் கிறிஸ்து ஏசோக்குள்ளாக நம்ம என்ன பண்ணினாரா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் முன் குறித்தார் திட்டத்தை வைத்திருக்கிறார் முதலாவது அந்தமானுடைய அறியும் பொழுது அது அறிந்தவர்களா இருக்கும் பொழுது இந்த கிருவையின் பாத்திரமாக நீங்கள் வெளிப்படுகிறீர்கள் இரண்டாவது அவர் என்ன பண்றான் அந்த இதுக்கு பண்ணும் பொழுது இப்ப பிளான் வந்துருச்சு அப்புறம் என்ன பண்றான் டிசைனிங் இன்னொரு விதத்துல சொல்லப் போனா ஷேப் ஆப் பண்ற ஷேப் பண்ற. உங்கட பிளானிங் அறிந்த பிறகு ஆண்டவர் உங்களை சபைக்கு கொண்டு வருது காரணமே என்ன? இங்க வந்து கும்பளோடு கும்பளா சேர்ந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கும்படியாக இல்ல உங்களை ஷேப் அப் பண்ற வேலைய ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. உங்கட पर्सनल, ப்ரொஃபஷனல், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு? ஷேப் பண்ணுறார். நமக்கு ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன பண்ணுறது குடிசை வீட்டுல இருக்கும் பொழுது தலை இடிக்கும் குடிஞ்சுதானே போனோம் திடீர் தலை தடிச்சு நம்ம போனா அவங்க தடை விடுவாங்க நேரத்துல என்ன சொல்வாங்க தெரியுமா ஏதாவது சிந்திச்சியா ஏதாவது விரோதமா சித்திச்சியா அறிக்கை விடாம இருந்திருக்கலாம் நமக்கு கோவமாக இருக்கும் ஏன் தெரியுமா ஆண்டர் நம்மளை பண்றாங்க ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் என்ன உருவாக்குறீங்கப்பா எனக்கு எது கிரீடமா இருக்கிறது திட்டத்தின்படி ஒரு பாத்திரமா எழும்பும்படி ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுகிறாரு shape உயர்த்தப்படுவதற்கு முன்பாக ஒவ்வொரு இடங்களில் முதலாவது ஆரம்பிச்சது அவங்க சொந்த சகோதரர்கள் அவங்க சகோதர என்ன பண்ணிட்டாங்க இவர் இருந்தா கூட கூட சொப்பனத்தை பார்க்கலாம் மனைவிதான் இவங்களை பண்றது யாரு பிள்ளைங்க தான் புரிய இந்த உங்களுக்கு என்ன கூடும் பண்ற என்றால் மூன்று காரியம் கூடும் யோசிப்புக்கு அவ்வளவு பெரிய நிந்தைகள் அவமானங்கள் வந்தது போத்திபாரின் மனைவி என்ன பண்றாங்க பெரிய பழியை சுமத்துறாங்க இவன் வந்து என்ன கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யோசிப்புக்கு தெரியும் கத்தரை என்னோடு கூட இருக்கிற நான் உண்மையா இருக்கிறேன் என்று சொன்னதுனால யோசிப்புக்குள்ள நடந்த மூன்று காரியம் என்ன தெரியுமா அவனோட விசுவாசம் அதிகரிச்சு அன்பு அதிகரிச்சது நம்பிக்கை அதிகரிச்சது இருக்கட்டும் உங்களுக்கு வருகிற ஆப்பர்ச்சுனிட்டியை தடுக்கிறவர்களா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு பாஸ்க்கு உங்களை தெரியாம உங்களை பத்தி தவறாக பேசுறவர்களா இருக்கட்டும் தப்பு கணக்கை போட்டு உங்களோட கூடவே இருக்கிறவர்களாக இருக்கட்டும் அவளை பற்றி கவலைப்படாதீங்க கத்திரவர்களை பார்த்துக் கொள்வார் நீங்க உருவாக்கப்படுகிறீங்க இந்த உருவாக்கப்படுகிறதுல உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய அன்பு உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவக்குள்ளாக அதிகரிக்கும் அது கேட்டீங்க இது மூன்றாவது மூன்றாவது இது கம்ப்ளீட்டா வெளியே வரும்பொழுது அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பாத்திரமாக இருக்கு போகும்பொழுது நீங்களும் நானும் எப்படி போவோம் ஒரு முழுமையான பாத்திராய் போக போகிற மேலே மேலா ராஜா எடுத்து குடிக்கிற பாத்திரமாக நம்ம மாற போகிற மேலே ராஜா பயன்படுத்த பாத்திரமாக நம்ம மாற போகிற மேலா இந்த பூமியிலும் கத்தனம் வைக்க போகிறார் நம் நித்தியத்திலும் அப்படியே இருக்க போகிற மேலா கம்ப்ளீட் எந்த குயவனும் எடுத்து காரித்த என்ன பண்ண மாட்டாங்க அறகுறைய விட்டுடமாட்டா வரலன்னா கூட என்ன பண்ணுவாங்க திருப்பி போட்டு மிதிப்பாங்க காலை போட்டு மிதிப்பாங்க சில நேரத்தில் நம்ம அப்படிதான் ஒரு முறை நம்ம வரமாட்டேன்றோம் ஆண்டவர் என்ன பண்றாரு வேற வழியே கிடையாது வேற வழியே கிடையாது திருப்பி போட்டு பிசைஞ்சு அதை போட்டு மிதிச்சிருக்கியா போய் லேர்ன் பண்ணுவோம் கொய்யும் வீட்டுக்கெல்லாம் போகணும் கற்றுக்கணும் அந்த பிடிச்சு அதில் இருக்க களிபெல்லாம் எடுத்து திருப்பி ஷேப்பா பண்ணணும் ஆனால் விட்டு கொடுக்க மாட்டான் இருக்கலாம் தான் இருக்கலாம் அறிந்த பிறகு எப்படி இருந்தோம் நாம் தேவனுடைய முன்னாடி சோம்பேறிகள் என்னவா இருப்பீங்க முன்னாடி அசுத்தமா இருந்தோம் இப்ப எப்படி இருக்கும் பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிறோம் இப்ப என்ன பண்றோம் முடியாது என்று மனம் தளராதே நம்பினாலெல்லாம் In the process, you are developing faith, love, hope. After you outline the three of them, you will shape the shape of your life. Do you want to live in your personal, professional, spiritual life? Not in the church alone. In every stage of your life, God has a plan. He designs and he makes it for completion. Hallelujah! Come on everybody, celebrate the Lord! Hallelujah! Amen. That's why Professor Paul said that, when you are living in your life, when you are living in Jesus Christ, you are living in your life. Amen! When you are living in your life, you are living in your life. So, in this passage, இந்த இந்த பாத்திரம் பாத்திரம்ளோட உட்கார்ந்து உலகத்துக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம் இரண்டாவது உங்களை பூரணத்துக்கு நேராக கம்ப்ளீஷன் இந்த பாத்திரம் உருவாயிடுச்சுமா அதுக்கு பிறகு என்ன நடக்குது பயன்படுத்துக்கு huh? முன்னாடி <laughs> Even it, but it's a very important. பின்னாடி முத்திரை முத்திரை போடப்பட்டிருக்கிறது apa in the spoon i don't know i i'm not able to read this thing yeah. antu gluten iru kidrukku nanakku theriyala idu enakku appadi paatha theriyudu parunga yela aarambikidudhu theriyala oru vela okay. yen yeah. pera potturukanga nanakku alfred benjamin potturukanga pularkke <laughs> in the spoon thank you okay you see this thing are you able to see this thing yeah இந்த பாத்திரம் முடி பிறகு என்ன பண்றான் இதுல ஒரு முத்திரைய போடுற முத்திரையை பெற்றீங்கள என்ன முத்திரை இது மார்க் இந்த மூன்று காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன் நீங்கள் பாத்திரமாக வணைந்து உருவாக்கப்பட்ட பிறகு தேவன் உங்க மேல தன்னுடைய முத்திரையை அது தெரியாத வரைக்கும் மூலையில் இருக்கலாம் இந்த பார்க் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பை காட்டுகிறது கமான் எவ்ரி ஒன் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கொண்டாடுங்க பார்க்கலாம் அநேகராக இருக்கிறார்கள் உங்களையும் என்னையும் கிறிஸ்துக்குள்ளார் அவருடைய அழைப்பு நம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிறார் அந்த அழைப்பை ஏற்றிதான் இன்றைக்கு நீங்களும் உட்கார்ந்து அழைப்பு பெற்றவங்களை பார்க்கலாம் அப்ப இந்த திருமையின் பாத்திரங்கள் என்று சொல்லும் உங்க அழைப்பை குறித்து நீங்க மிக தெளிவா இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ண மாட்டாங்க சோதனை வந்தா சாஞ்சிட மாட்டாங்க போயிட மாட்டாங்க இன்னைக்கு ஒரு சில பிள்ளைங்களை பார்க்க ஒரு சில வாழை பிள்ளைங்க சோதனை வந்த உடனே அவங்க தலை தெரிக்க ஓடுறாங்க என்ன தெரியல பாவம் தெரியாத இருக்கும் பொழுது நம்மை கடைசி வரையும் முடிவு நிலைத்திருக்கிறது இரண்டாவது இந்த முத்திரையை இந்த முத்திரை ஒரு மனிதனும் போட முடியாது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற முடியாது எந்த மனு போட முடியாது அப்படிப்பட்ட அழைப்பை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் உறுதி செய்வது முன்பாக உருவாக்கப்படுகிறது குறித்து பேசுகிறேன் போட முடியாது மூன்றாவது இந்த முத்திரையை எந்த முடியாத ஒரு மனுஷனும் நான் பேசினதே கத்துரை ஊழிய காரணம் அந்த கத்துரை ஊழிய காரணம் குறித்து நிதித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் ஆனா மறுபடியும் அவருடைய போய் கத்துரை ஊழியத்தை தான் செய்தார் ஏன் அந்த அழைப்பை எந்த மனிதனும் கொடுக்கல அந்த அழைப்பை எந்த மனிதனும் எடுக்க முடியாது அலல்லோயா ஏமேயா இந்த விசுவாச வாழ்க்கை என்பது நீங்கள் அழைப்பை பெற்றதனால வாழ்கிறீர்கள் சொல்லையோகம் சொல்ல மாதும்னமாக இந்த பிரகாசித்து கொடுக்க முடியாது ஒரு மனுஷனாலும் சொல்லுங்க எடுக்க முடியாது உங்களை அசைத்து பார்க்கலாம் அவ்வப்போது உங்களை சோர்வடைய செய்யலாம் அவ்வப்போது உங்களை கலக்கம் அடைய செய்யலாம் ஆனால் நீங்கள் தேவ சமூகத்துக்கு இந்த அழைப்பு உங்கள்கிட்ட ஐயோ உன்னை தேடி வந்தனே உன்னை கொடுத்தனே உன்னை நம்பி நான் கொடுத்தனே என்று எத்தனையோ முறை நான் சோர்ந்து போவேன் எத்தனையோ முறை அண்டவரே இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படி சொல்லும் பொழுதே ஆனால் உன்னை நம்பி நான் கொடுத்தேன் உன்னை நம்பி கொடுத்தேன் ஓடு ஓடு இன்னும் ஓட்டுறது ஓடு உன்னை நான் அழைத்து இருக்கிறேன் நாளர் லையா ஏமா பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க வேறஸ் கெபாசிட்டி ல உங்களோட ஸ்பிரிச்சுவல் நீங்கள் பிரகாசிக்க முடியாத அழைக்கப்பட்டிருக்கிறா இந்த கிருவின் பாத்திரங்களாக எத்தனை பேர் உருவாக்கப்பட்டிருக்கீங்க